நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க சேரீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் அன்பு ஒன்றுதான் அன்புதான் எல்லாமே நமக்கு அன்பு தராங்களா நம்ம நம்மளும் அன்பு திருப்பி தருவோம் நமக்கு வெறுப்பு தராங்களா நம்ம அன்பு திருப்பி தருவோம் நம்ம நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன போல் வாழ்க்கை